அனைவருக்கும் வணக்கம் என் இனிய ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆதிகரன் நியூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவிருக்கிறது என் இனிய அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என் இனிய ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இல்ல இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு அன் பொருளையும் இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு அன்பையும் தர ஒரு உன்னதமான நாள் இந்த நாளை நம்ம இன்னைக்கு ஜாதி மதம் மொழி இனம் வேறுபாடு இல்லாமல் சந்தோஷமாக ஒற்றுமையாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் இத் முபாரக்